சாமிம்மா பேசுகிறேன் இன்றைக்கு அருகம்புல்லோட மகிமைன்னு உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் விநாயகருக்கு அருகம்புல்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது ஆனால் அந்த அருகம்புல்லுக்கே மகிமனாக விநாயகருக்கு எவ்வளோ மகிமைன்னு சொல்லி ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு முனிவர் தன்னோட மனைவியோட ஒரு ஆசிரமத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு அவர் தீவிரமான விநாயகர் பத்து ஆனால் அவர் பெருசாக அசிரமுத்வாசி அவர்கிட்ட என்ன இருக்கும் ஆனால் பெண்களுக்குன்னு சில குணங்கள் உண்டு நிறையா பொன் பொருள் வேணும் அந்த அம்மாவும் அதே மாதிரி அவர்கிட்ட சொல்கிறாங்க காலம் பூரா அந்த விநாயகரை கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க என்னதான் உங்களுக்கு கெடுக்கிறாருன்னு எனக்கே தெரியலை போங்க இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படின்னு அந்த அம்மா கொஞ்சம் கொழம்புறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு உனக்கு வந்து இந்த விநாயகரோட அறிவு புரியலை மகிந்த தெரியலை அதற்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுன்னு சொல்லிவிட்டு இந்த விநாயகருக்கு சொந்தமான ஒரு அருகம்பு ஒரே ஒரு எனக்கு அதை கொடுத்து நான் சொன்னேன்ட்டு தேவேந்திரன் கிட்ட போய் இதோடய இடைக்கு எடை நீ பொன் பொருள் வாங்கிட்டு வா அப்படின்ற அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமாக இப்போ தேவேந்திரனை போய் பார்த்து பொன் பொருள் வாங்க சொல்கிறாருன்னா ஆனால் ஒத்த அருகும் பொழுது எவ்வளோ வெயிட்டதுக்கும் இதுக்கு தகுந்த மாதிரி அவர் கொடுத்து நம்ம என்ன வாழ முடியும் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு வருது நான் சொல்கிறத கேளு நீ போகணும் அனுப்பிடுவார் சரின்ட்டு அந்த அம்மாவும் போகிறாங்க விஷய பற்றினி இல்லையா நான் தேவலோகம் அப்போ தேவேந்திரனை பார்த்து கேட்குறாங்க அவர் மரியாதையோடு அழைச்சி அம்மா தாயே சொல்லுங்கம்மா என்ன வேணும் அப்படின்னப்ப என் கணவர் இந்த ஒரு அறிவிலுக்கு த இடைக்கி உங்கள்கிட்ட இருக்கும் பொன் பொருள் வாங்கிக்கிற சொல்லு கோபம் அது என்னை என்ன கேவலப்படுத்துகிறாரா அசிங்கப்படுத்துகிறாரா ரிஷி அதை எப்படி ஒரு அறிவில கொடுத்து விட்டு அதோட இடைக்கு கொடுக்க சொல்கிறார் அப்படின்னு என்ன வேணுமோ சொல்லுங்கம்மா எவ்வளோ வேணுமோ அள்ளிகிட்டு போங்கம்மா அப்படின்ற இல்லை இல்லை அந்த மாதிரி சீ இல்லையா என்னுடைய கணவரோட வார்த்தையை நான் மீற முடியாது இதை நீங்கள் திராசில் போட்டு எதுக்கு தக்கண கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்ற சரின்ட்டு ஒரு சின்ன திராசு அந்த அருகம்புள் வைக்கிற மாதிரி அதை போட்டு அதில் ஒரு சின்ன காயினு போடுறாங்க தங்க காசு அப்போ அந்த அருகம்புள் இறங்கலாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் அந்த திராசையில் நிறையா வைக்கிறாங்க அப்பமாக இந்த அருகம்புலாம் செய்யலை பார்க்குறாங்க அடுத்து இன்னொரு திராஸ் ஓரளவுக்கு மிடியல் வைக்கிறாங்க முடியலை அப்பமாக அந்த அருகம்புள் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது அப்போ சரி சமம் இதுக்கு வரலை திரும்ப ஒரு பெரிய திராசு த்ராசுனால் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது அந்த காலத்தில் விறகுகள் அடுக்குவாங்க விறகு ஒரு தூக்கு ரெண்டு துக்குன்னு வச்சு வைக்கிறோம் அந்த மாதிரி நாலு புக்கை சங்கிலி போட்டால் பெரிய த்ராசு துலாபா அந்த துலாபாரம் மாதிரி வச்சு அதில் என்ன இருக்கிறாங்க அப்பவும் கூட சரி வரலை அப்போ என்ன செய்கிறாங்கன்னா தேவேந்திரனை சுற்றி நவ கிரகங்கள் இருப்பாங்க எல்லாருமே தான் அடிமை அப்படிங்கிறத ஒத்துக்கிறக்க தன்னோடய கிரீடத்தையும் எடுத்ததில் வைப்பாங்க அப்பவும் சரி வராது தாயே எங்களை மன்னிச்சுருங்க நாங்கள் அந்த ரிசியை பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மாவைலாம் அருகம்புள்ள எடுத்து கொடுத்துட்றாங்க அந்த அம்மா அந்த அருகம்புள்ள பிடிச்சிட்டு கண்ணீரோடு வர்றாங்க வந்து சுவாமி நான் தப்பாக பேசிகிட்டே இந்த மாதிரி தேவலோகமே இங்கே வந்து இருக்கவங்களுக்கு கருமையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் தேவ ரிஷி வெளியை வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு முனிவர் சொல்கிறார் இப்போ புரியுதா அந்த அருங்கம்புள்ளோட அருண் அப்போ அந்த விநாயகனோட சக்தி என்ன கேட்டால் எதையும் கொடுப்போம் நான் வந்து அவரோட அருளை மட்டும்தான் வேண்டிகிட்டு இருக்கேன் அதனால தான் நான் எதுவும் இல்லாத ஒரு பரதேசி மாதிரி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் அப்போ அந்த அம்மா காலில் வந்து மன்னிப்பு கேட்பாங்க இது உண்மையில் நடந்த புராணக்கதை அதனால் ஒரு அருகம்புல்லுக்கு அவ்வளோ மகிமா உண்டு அருகம்புல் சாதாரணமாக நினைக்காதீங்க நீங்கள் அந்த அருகம்புல எப்படி பயன்படுத்தணுங்கிறதையும் சொல்கிறேன் சப்போஸ் ஒரு ஒரு கோர்ட்டோ கேஸோ ஏதோ ஒரு பஞ்சாயத்தோ பிரச்சனையோ அதை நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க அப்படின்னா போக மாசப்படியை விட்டு இறங்கணும்னா ஒரு அருகம்புல் எடுத்து உங்கள் பர்ஸ்லேயோ சட்டப்பையிலேயோ பேக்லையோ எதுலையோ உங்க வச்சுக்கணும் கண்டிப்பாக நீங்கள் போகிற காரியம் ஜெயிக்கும் இது என்னுடைய அனுபவம் உண்மை அருகம்புள்ளோட மகிழ்மை அவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் ஃப்ளாக் சிஸ்டத்தில் இருக்கேன் என்னால் அருகம்புழு எங்கே போய் தேட முடியும்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஒரு சின்ன தொட்டியில் இந்த இவ்வளோக்கான அருகம்புழு அருகம்புலன்னா இந்த கடையில் கோயில் கட்டை விற்கிறதை வாங்கி வைக்காதீங்க அதில் வேரெல்லாம் இருக்காது கட் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் எல்லா மக்களுமே கிராமத்தில் பறந்து வளர்ந்து தான் சிட்டிக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்போ உங்கள் ஊருக்கு கிராமத்துக்கு இப்போவும் போகக்கூடிய சூழ்நிலையில் வந்தால் அங்கே இருந்து வேரோடு கொஞ்சோன்னு அருகை வந்து வச்சு தண்ணி ஊற்றி வளங்க ஒரு இனுக்கு வச்சிங்கன்னா போதும் அது அப்படியே படந்துடும் அப்பாட்டு அது இருக்கும் அந்த விநாயகரே அவங்க இருக்கிற மாதிரி அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் வீட்டோட மட்டும் மடியில் வைக்கலாம் பால்கனியில் வைக்கலாம் நீங்கள் எங்கேயாவது போகிறப்ப ஒரு இனுக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு போய் பாருங்கள் அதோடய சக்தி என்னங்கிறது உங்களுக்கு ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை சூழ்நிலும் உங்களுக்கு சாதனமும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அதனால் அது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதுதான் அந்த அருகம் சரி அப்படிங்களா வணக்கப்பா